அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க சுக்கரதிசைய பத்தி தான் பார்க்க போறோம் எந்த ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு யோகமோ அதிர்ஷ்டமும் கோடீஸ்வர யோகமும் கொடுக்க போகுது அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாங்க சுக்கரதிசை எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபது ஆண்டு காலம்ங்க இருபது வருடம் வந்து சுக்கரதிசை வரும் இது ஒரு பெரிய திசைன்னு நம்ம சொல்லலாம் எப்படி நான் இதுக்கு முன்னாடி ராகு திசை புதன் திசை பத்திலாம் உங்களுக்கு நான் சொல்லிருப்பேன் அது மாதிரி சுக்கர திசை வந்து இருபது ஆண்டு காலம்ங்க அது எந்தெந்த ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு கோடீஸ்வர் யோகம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்ப முதல்ல எந்த நட்சத்திரத்துக்கு முதல்ல வரும் சுக்கர திசை ஃபர்ஸ்ட் பிறக்கும் ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போதே திசை வந்து வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் வரும் அப்படின்றத இப்ப நான் சொல்றேங்க கவனமா கேளுங்க பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் தனுசு ராசி நட்சத்திரம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே திசைங்க அப்ப மிகப்பெரிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் இவங்களுடைய பெற்றவங்களுக்கு அதாவது பெரிய அப்பா அம்மாக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கு எப்படின்னா இவங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஒரு ஆட ஆடம்பர வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு இவங்களுக்கு அமையும் அதாவது இருபது ஆண்டு காலம் வந்து இவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இதுல பாதங்கள்லாம் இருக்கு ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வரைக்கும் இருக்கிறதுனால எந்த திசையில சுக்கர திசையிலதான் பிறப்பீங்க ஆனா முழுமையா இதை அனுபவிப்பீங்களா அப்படின்னா அந்த பாதத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் ஒரு சில பேர் பிறப்பாங்க பத்தாண்டு காலம்தான் வரும் சுக்கரதிசை ஒரு சில பேர் பிறப்பாங்க பிறக்கும் போதே வருடமும் சுக்கர திசையில பிறப்பாங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வருடம் தான் வரும் சுக்கரதிசை அது வந்து என்ன பாதத்துல அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி இந்த ராசியில இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போதே சுக்கரதிசைன்னு சொல்லிட்டேன் பெற்றவங்களுக்கு அப்பா அம்மாக்கு வந்து மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டமும்னு நான் சொல்லிட்டேன் சுக்கரதிசை அப்ப அந்த குழந்தைக்கு வந்து என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைக்கும் அதாவது குழந்தைக்கு என்ன வேணும் ட்ரெஸ்ல இருந்து சாப்பிடற விஷயத்துல இருந்து அஹ் வெளியே இருந்து ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பத்துலதான் பிறக்கணும் அப்படின்ட்டு ஆனா அந்த குழந்தையோட ஜாதகத்துல லக்கணம் கரெக்டா இருந்து அந்த லக்கண இருந்து சுக்கரன் பகவான் வந்து எந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி அப்படின்றது அத வந்து பார்த்தாதான் இத வந்து நம்ம முடிவே பண்ண முடியும் லக்கணத்தை தான் நம்ம பார்க்கணும் நான் வந்து இப்ப சொல்லிட்டேன் ராசி நட்சத்திரம் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஆனா லக்கணம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லக்கணத்துல இருந்து எந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி சுக்கரனா வராரு சுக்குரன் யாரோட சேர்ந்து இருக்காரு தனித்த சுக்கரனா இருக்காரா இல்ல பல கிரகங்களோடைய சுக்கரன் இருக்காரா அப்படின்றதையும் பார்க்கணும் அதே மாதிரி அந்த லக்கணத்துக்கு அந்த சுக்கரன் வந்து மாளவிய யோகத்தை கொடுத்துருக்கா இல்ல விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருக்கா இல்ல ராஜயோகத்தை கொடுத்திருக்கான்னு அந்த ஜாதகம் பார்த்தா மட்டும் தாங்க நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணா இப்ப நம்ம சொல்லலாம் இப்போ வந்து மீன லக்கணம் எடுத்துக்கலாம் இப்ப இந்த ராசியில பிறந்துட்டீங்க அதாவது மேஷராசி பரநட்சத்திரம் ஆஹ் பூரம் பூராடத்துல நீங்க பிறந்துட்டீங்க ஆனா மீன லக்கணத்துல பிறந்துட்டீங்க அப்படினா, சுக்கர பகவான் எதுக்கு உண்டான அதிபதி மூணுக்கும் எட்டு குண்டான அதிபதி தான் அவரு அப்ப அவரு யோகத்தை கொடுப்பாரா பிறக்கும் போது கண்டிப்பா இல்ல அப்ப மூணுக்குண்டான மூணு குடையனும் எட்டு குடையனும் மறைவு ஸ்தானாதிபதி அப்ப மறைவு ஸ்தானாதிபதி எங்க இருக்காருன்னு பாக்கணும் நல்ல இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை அது அவரு வலுப்பெறக்கூடாது அது மீன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரர் பகவான் கெடுதல் தான் செய்வாரு அப்படின்னா முழு முழுமையான சொல்ல வரல அது என்ன நட்சத்திரத்துல போய் உக்காந்துருக்கு என்ன சாரம் வாங்கி இருக்கணும் பாக்கணும் இது வந்து இன்டெப்தா நம்ம ஜாதகம் பார்க்கும் போது மட்டும்தான் அது வந்து அனலைஸ் பண்ண முடியும் இப்ப நான் வந்து அவுட்லைனா சொல்றேன் இந்த லக்கணம் இருந்ததுன்னா என்ன பலன் இந்த சுக்கர திசை வந்ததுன்னா எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க ஒருவேளை மீன லக்கணத்துல பிறந்திருந்தா அந்த சுக்கரன் வேலை செய்வாரா கண்டிப்பா வந்து அது வீரியம் கண்டிப்பா அது வேலை செய்ய மாட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் அது விபரீத ராஜயோகம் எட்டாம் இடத்துல இருந்து எட்டுக்குண்டான அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தா கெட்டவனே கெட்ட இடத்துல போய் உட்காரும் போது இது ராஜயோகத்தை தான் கொடுக்கும் அதனா வந்து மறுக்கல இருந்தாலும் அந்த எந்த நட்சத்திரத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து இருக்காரு எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காருன்னு நம்ம பார்த்தாதான் அது வந்து அஹ் ராஜயோகமா கோடீஸ்வர யோகமா அப்படின்றத நம்ம இன்டெப்தா நம்ம சொல்ல முடியும் இப்ப உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை இப்ப நான் சொல்ல போறேன் லக்கணத்தை எடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல சொல்லி தரப்போறேன் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்ப வந்து இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பிறக்குறாங்க இந்த ராசியில இந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா சுக்கரதிசை வரும்னு சொல்லிட்டேன் இருக்குங்க ஆனா நான் சொல்லக்கூடிய லக்கணத்துல பிறக்கும் அவங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டமுடையவரவும் இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு யோகசாலிகளும் இருப்பாங்க அந்த சுக்கரன் நல்ல வலுவா இருந்தாருன்னா ஆச்சு உச்சம் பெற்றிருந்து அது மாளவிய யோகமா இருந்திருந்து அதே சமயம் ராஜயோகமா இருந்திருந்தா அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர குடும்பத்துலதான் அந்த குழந்தை பிறக்கும் இப்ப ஒரு உதாரண ஜாதகம் நான் சொல்றேன் அந்த குழந்தை மேஷ லக்கணத்துல பிறக்குது அப்ப மேஷ லக்கணத்துக்கு உண்டான அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அதுக்கு இரண்டாம் இடம்ன்றது என்னது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இரண்டுக்குடைய தனஸ்தானாதிபதி சுக்கரன் தன் வீட்டில் ஆட்சி பெற்றாலோ இல்ல மேஷ லக்கணத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த கலத்திரஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் இல்ல உச்சம் பெற்றிருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தினு கொடுக்கணும் அந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு ஒரு கோடீஸ்வர குடும்பத்துலதான் பிறக்கணும் நம்ம சொல்லலாம் அதே சமயம் இல்லாத ஒரு வீட்டுல பிறந்திருந்தா கூட அந்த குழந்தை வளர வர்ற வர்ற அவங்க அப்பா அம்மாக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா வச்சுக்கலாம் நம்ம உதாரணத்துக்கு சுமாரா அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க வர வருமானத்தை வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சுக்கிட்டு இப்படி இருக்காங்கன்னு வீங்க அந்த குழந்தைக்கு சுக்கரதிசை வருது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லக்கணம் வந்து கரெக்டா நான் சொன்ன லக்னமாவே அமைது கரெக்டா சுக்கரன் உச்சம் பெறாரு மாலவியும் அப்ப அந்த குழந்தை சுகபோக வாழ்க்கையைதான் வாழணும்னு இருக்கு அப்ப அந்த குழந்தை மூலியமா அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ அவங்க ஜாப்ல இருந்தாலும் சரி இல்ல அவங்க படிச்சு அவங்க அம்மா படிச்சிருந்தாலும் திடீர்னு அவங்க அம்மாக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்ல அவங்க அப்பாக்கு வந்து ஏன்னா சுக்கரன்னா பெண்ணுன்னு அர்த்தம் பெண் மூலிமா வந்து ஒரு கணவருக்கு வந்து இந்த ஆஹ் லக்கணம் அமைஞ்சு சுக்கரன் நல்லா இருந்தாரு அப்படின்னா மனைவி மூலிமா அதிர்ஷ்டம் கொடு கிடைக்கும் அதே பெண் குழந்தைகள் மூலிமா அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்ல அக்கா தங்கச்சி மூலிமா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சுக்கரன்னா பெண் இல்லைங்களா ஆனா மோஸ்ட்லி மனைவி மூலிமா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அடுத்தது குழந்தைகள் மூலயமா அது ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன நட்சத்திரத்துல என்னென்ன வயசுல வந்து உங்களுக்கு சுக்கரதிசை கிராஸ் பண்ணுவீங்க அப்படின்றத அந்த ராசி நட்சத்திரத்தையும் நான் சொல்ல போறேன் கண்டிப்பா கவனிச்சு பாருங்க ஆஹ் ஸ்கிப் பண்ணாத பாருங்க அடுத்தது இப்போ நம்ம சுக்கரதிசை நம்ம சொல்லிட்டோம் அது வந்து மேஷ லக்கணமா இருந்ததுன்னா ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் கோடீஸ்வரர் யோகத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு அந்த குழந்தை இல்லாத வீட்டில் பிறக்குது அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறக்குதுன்னா அவங்க அப்பாவுக்கு தொழில்ல ஒரு கம்மி முதலீடு பண்ணி பண்றாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பீக்குக்கு போகும் அந்த தொழில் ரொம்ப அட்டகாசமா அமையும் நல்ல ஒரு லெவலுக்கு வந்துருவாங்க அந்த குழந்தை பிறந்த நேரம்தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அதாவது ஜாதகத்தை பார்த்திருப்பாங்க இல்லைன்னா அந்த இது பார்க்கும்போது நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா மாலவிய யோகம் ஏற்படும் ஒரு ஜாதகத்துல ராஜயோகம் விபரீத ராஜயோகம்லாம் இருக்கு சுக்கரனை கண்டுபிடிக்கணும் ஆட்சியில் இருக்கற உச்சத்துல இருக்கார நீச்சத்துல இருக்காரா அந்த கிரகம் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும் அப்ப வந்து அந்த குழந்தையோட அப்பா அம்மாக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற வரைக்கும் அதாவது ஒரு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அது வரைக்கும் இவங்க வீட்டுல தான் இருப்பாங்க அந்த பொண்ணு வீட்டுல இருக்கும் நல்ல நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சு நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க இதே வந்து பிறக்கும் Born With Silver சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்றோம் ஒரு இப்போ கோடீஸ்வர வீட்டில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஸ்ட்ராங்கா இருக்குங்க கண்டிப்பா அதை எடுத்து பாருங்க சுக்கரன் ஆட்சியோ இல்லை உச்சமோ இருந்தா மட்டும்தான் அந்த கோடீஸ்வர குடும்பத்துல பிறக்கவே முடியும் அதே சமயம் முன்ஜென்மத்துல மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தானம் கொடுத்து தர்மத்தை நிலைநாட்டி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சா மட்டும்தான் அடுத்த பிறவியில் ஒரு நம்ம பிறக்க போற இடம் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து பொசிஷனில் பிறப்பாங்க அவங்களுக்கு குறைவில்லாத செல்வம் அதாவது மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதை வந்து தள்ளி வைங்க நம்ம சுக்கரதிசையை பற்றி தான் பேசுகிறோம் அதனால அது வந்து கோடீஸ்வர் யோகத்தை அவங்களுக்கு கொடுக்கும் பிறக்கும் போதே வந்து நல்ல ஒரு வசதியான ஒரு வீட்டில் தான் வந்து அந்த குழந்தைங்க பிறக்கும் அப்போ நான் சொன்ன மாதிரி பரணி பூரம் போராட்டத்தில் இருக்கலாம் அப்படி இல்லை அவங்க வந்து ஒரு ஆறு வயசுக்கு மேல ஒரு பத்து வயசுக்கு மேல வருது சுக்கர தசை அப்படின்னா எந்த நட்சத்திரத்துல பிறந்தா எந்த ராசில பிறந்தா அது வரும்னு பாத்தீங்கன்னா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் அவங்க பிறக்கும் போது கேது தசையிலதான் பிறப்பாங்க அதுல வந்து நட்சத்திர பாதம் இருக்குது அதாவது எந்த பாதத்துல பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேது தசை வரும் பிறக்கும் கேது தசை வரும் இல்ல பிறந்து அவங்க வந்து மிடில்ல வரும் அதாவது ஏழு வருஷத்துல மிடில்ன்னா ஒரு மூணு வருஷம் மட்டும் இருக்கிற நடக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் சுக்கர தசை வந்துரும் அது மாதிரி எந்த வருடத்துல வருது அப்படின்றத அவங்க ல அவங்க ஜாதகத்தையும் எந்த பாதத்துல பிறந்திருக்காங்கன்னு நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியும் நான் ஜென்ரலா சொல்றேன் இந்த நட்சத்திரத்துல பிறந்தா கண்டிப்பா கேது தசையில தான் பிறப்பாங்க அது உறுதி அது வந்து ஃபர்ஸ்ட்ல பிறக்குறாங்களா இல்ல மிடில்ல இல்ல கடைசியா நம்ம சொல்ல முடியாது அந்த பிறக்கும் போது அந்த பிறந்து அந்த ஒரு ஏழு வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எட்டாவது வயசுல இருந்து உங்களுக்கு சுக்கரதிசை ஆரம்பிச்சிரும் அப்ப மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஆனா சுக்கரன் இதை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது இந்த நட்சத்திரத்தை பிறங்களுக்கு சுக்கரதிசை கண்டிப்பா கிராஸ் பண்ணுவாங்க ஆனா அவங்க ராசி அவங்க நட்சத்திரத்தபடி அவங்க லக்கணம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்ப நட்சத்திரம் ராசி நம்ம பார்த்துட்டோம் அவங்க லக்கணம் எப்படி இருக்கு அந்த லக்கணத்துக்கு சுக்கரன் வந்து எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு ஆட்சி உச்சம் பெற்று இருக்கா அப்படின்றத நம்ம ஜாதத்தை வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது வந்து யோகமா மாறுதா என்னன்னு தெரியும் இதே யோகம் இல்லைங்க சுக்கரதை வந்து யோகம் இல்லாத அந்த லக்கணத்துக்கு தசையா வந்து இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இருபது வருடம் வந்து இவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை தான் இவங்க வாழ்வாங்க சுக்கரதனாவே எல்லாத்துக்கும் கோடீஸ்வர யோகத்தை குடுத்துராது எல்லாத்துக்கும் விபரீத ராஜ்யோகத்தையும் கொடுத்துறாது அது வந்து ஒவ்வொரு விதமா அது மாறுபடும் ஒவ்வொரு லக்கணத்துக்கு வந்து மாறுபடும் ஒவ்வொரு சாரத்துக்கு எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்குது அது மாறுபடும் அது எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்கு தனிச்ச சுக்கரனா இருக்கா இல்ல கிரகங்களோட சேர்ந்து இருக்கான்றதையும் நம்ம பார்க்கணும் அப்பதான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும் இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் பிறக்கும் போதே சுக்கரதிசை பிறக்கும் அந்த நட்சத்திரம் சொல்லிருக்கேன் அடுத்தது பிறந்து ஒரு ஏழு வருடம் கடிச்சு இந்த சுக்கர திசை வரும் அந்த எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த ராசின்னு சொல்லிட்டேன் இப்போது இருபது வருடத்துக்கு அப்புறம் வருது சுக்கர திசை அது எந்தெந்த ராசி மட்டும் லக் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாங்க கடகராசி ஆயிலி நட்சத்திரம்ங்க கேட்டை ராசி கேட்டை நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்க எல்லாம் பிறக்கும் புதன் திசையில பிறப்பாங்க பதினேழு வருடம் அவங்களுக்கு என்னென்ன பாதம்ன்றது நம்ம பார்த்தாதான் தெரியும் அந்த பாதத்தை வச்சுதான் நம்ம புதன் திசை முழுமையா அவங்க அனுபவிக்கிறாங்களா இல்ல பாதியா இல்லைன்னா கடைசியா ஒரு ரெண்டு மூணு வருஷம் மட்டும் அனுபவிச்சிட்டு அடுத்து கேது திசைக்கு வருவாங்க கேத திசை முடிஞ்சு அடுத்து சுக்கரதிசை வருவாங்க அதாவது இருபது வருடம் மாதம் மினிமம் ஆகும் இருபது வருடத்துக்கு மேல பின்னாடிதான் வந்து சுக்கர திசை அமையும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அவங்க சுக்கரன் அவங்க லக்கணத்துல எப்படி இருக்காருன்னு பார்க்கணும்னால ஒருவேளை ஃபேவரபிளா இருந்தது அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த பெண்மணிக்கு ஒரு பெண் குழந்தையா இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் ஆகிற கட்டம் அது வந்து பாத்தீங்கன்னா இருபது வருடத்துக்கு மேல அதாவது ஒரு இருபத்தி மூணு வயசுல பெண்க்கு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா அது வந்து அது ஒரு அவங்க வீட்டுக்கு அதாவது புகுந்த வீட்டுக்கு அது ஒரு கோடிஸ்வர யோகமா மாறும் அந்த லக்ன புள்ளி கரெக்டா இருந்தா அந்த லக்னத்துக்கு நல்லா இருந்து அது தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி நல்லா இருந்தா அதுல வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்டு அந்த சுக்கரன் நல்லபடியா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆயிலையும் கேட்ட ரேவதிக்கு நான் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இருபது வருடத்துக்கு பின்னாடிதான் வரும் இருபது வருடம் வந்து சுக்கரதிசை அதனால மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் சொல்லலாம் நல்லா நல்லா பிழைப்பாங்கன்னு சொல்லலாம் நல்லா இருப்பாங்க ராயலா இருப்பாங்க ஆனா அவங்களுடைய லக்கணத்தை நம்ம பார்க்கணும் அந்த லக்கணத்துக்கு சுக்கரன் வந்து ஃபேவரபுளா இருக்கா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கா ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தாவே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து முப்பது வருடத்திற்கு அப்புறம் வரக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கலாங்க ஒரு முப்பது வருடம் கழிஞ்சிருச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அவங்களுடைய கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சிருப்பாங்க முப்பது வருடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு அந்த டைம்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி பூச நட்சத்திரங்க அடுத்து அனுஷ நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பிறக்கும் போதே சனி திசையில பிறப்பாங்க கடினமா படிப்புல இருந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கடினமா படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா புதன் திசை வரும் அடுத்தது கேது திசை ஏழு வருடம் புதன் திசை பதினேழு வருடம் இதெல்லாம் கழிச்சுதான் உங்களுக்கு சுக்கர திசை வரும் அப்போ ஒரு முப்பத்தி ஐந்து மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் செட்டில் ஆகக்கூடிய டைம் அவங்களுடைய லக்கணம் அதாவது பூசம் அனுசம் உத்திரட்டாதில பிறந்தவங்களுக்கு லக்கண புள்ளி கரெக்டா அமைஞ்சு அந்த லக்கண புள்ளிக்கு வந்து கரெக்டான ஒரு சுகஸ்தானாதிபதியோ பாக்கிஸ்தானாதிபதியோ தனஸ்தானதிபதியோ வலுவா இருந்த அந்த சுக்கரனே அவங்களுக்கு வலுவா இருக்கும் பட்சத்துல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா கொடுக்குங்க ஒரு சின்ன வெள்ள பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மூவாகிறது வந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல வருது சுக்கரத அப்படின்னா அந்த டைம்ல வந்து அந்த பிஸ்னஸ் பூமாகும் அதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்க கொண்டு போய் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் கடன் பிரச்சனை இருக்காது ஒரு பிரச்சனையோட வாழ்க்கையோட இருக்க மாட்டாங்க அந்த தொழில் எது யார் மூலிமா அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் மூலிமா தான் ஏன்னா சுக்கரன் வந்து பெண் கிரகம் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு பெண் மொழிமாத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் அந்த பெண்மணி இல்ல தன் மனைவியா இருக்கலாம் இல்ல சகோதரியா இருக்கலாம் அடுத்தது நம்ம குழந்தையா இருக்கலாம் அதாவது பெண் குழந்தையா இவங்க மூலியமா அந்த அதிர்ஷ்டம் வந்து வரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆண்மகனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பெண்ணுக்கு இந்த நட்சத்திரத்துல பிறக்குறாங்க அப்படின்னா அவங்க சகோதரிகளா இருக்கலாம் அவங்க பிறந்த குழந்தை அதாவது பெண் குழந்தையா இருக்கலாம் இந்த அம்மா மூலியமா அவங்களுக்கு வரவு வரலாம் சுக்கர திசையில அவங்க அம்மா மூலியமா ஆதாயம் கிடைக்கலாம் ஒரு சொத்துக்கள் வரலாம் அந்த டைம்ல அது மூலியமா வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணி அவங்க நல்ல ஒரு லெவலுக்கு வரலாம் இதெல்லாம் வந்து நம்ம இப்படிதான் நான் வந்து வச்சு பார்க்க முடியுமே அவங்களோட சொந்த உழைப்புல அப்படின்றது இருக்காது மற்றவங்க கொடுத்து உதவ உதவுற மாதிரிதான் இருக்கும் அதாவது மனைவி மூலியமா ஒரு சுத்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்ல பொண்ணு மூலிமா அதாவது பொண்ணு வந்து முப்பத்தஞ்சு நாப்பது வயசு உங்களுக்கு ஒரு ஆணுக்கு இருக்கும் பட்சத்துல இந்த சுக்கரதசை வரும்போது பெண்ணுக்கு ஒரு இருபது வருடம் ஆயிடும் இருபது இருபது இருபத்தி வயது வந்துருச்சு அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு அந்த பெண் மூலியமா ஒரு அதிர்ஷ்டதம் கிடைக்கும் எப்படிங்க பெண் மூலிமா எப்படி அதிர்ஷ்டம்னா அவங்க வேலைக்கு போய் இல்லை ஒரு அவங்க ரிசர்ச் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு அவங்க வரலாம் சின்ன வயசுலேயே ஒரு நாலேஜபிள் பர்சனாக வரலாம் இப்போ பிறக்கிற குழந்தையே ரொம்ப நாலேஜாக வருது இப்போ சூப்பர் சிங்கரில் பார்க்குறாங்க குழந்தைங்க எவ்வளவோ சம் ஏர்ன் எல்லா பேரண்ட்ஸ்க்கு தானே பெருமை அதிர்ஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதனால வந்து அந்த குழந்தைங்க வந்து கொ குழந்தை பருவத்துலேருந்தே வந்து அந்த யோகா வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அதை வந்து அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால பிள்ளைங்க மூலியமாவும் அதை அனுபவிப்பாங்க அவங்க ஜாதகப்படையும் சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு அதை யோகத்தை கொடுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அடுத்தது ஒரு நாப்பது நாப்பத்தி ஐந்து மேல வரக்கூடிய நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாப்பது வயதுக்கு மேலதாங்க வரும் நாற்பத்தி ஐந்து வயது மேலதான் வரும் அவங்களுக்கு சுக்கர திசை அவங்க என் மறுபடியும் எந்த லக்கணத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி லக்கணம் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் கன்னியா லக்னம் அந்த இரண்டு குடைய தனஸ்தானாதிபதியும் அவர்தான் ஒன்பது குடி பாகியஸ்தானாதிபதியும் சுக்கர பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சரி இரண்டாம் இட தனஸ்தானத்துல இருந்தாலும் சரி இல்ல உச்சம் பெற்ற ஒரு கிரகம் அதாவது அந்த கிரகம் வந்து மீனத்துல உச்சம் பெற்றிருக்கு சுக்கரன் அது என்ன சாரம் வாங்கியிருக்கா அதையும் நம்ம பார்க்கணும் என்ன ஜென்ரலா நம்ம சொல்லிட்டு இருக்கேன் கன்னியா லக்னத்துக்கு இந்த சுக்கரன் வந்து நல்லா இருந்து மாலவிய யோகத்தை கொடுத்து ராஜ்யோகத்தை கொடுத்துருந்தா மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அந்த நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் கிடைக்குங்க கண்டிப்பா நம்ம சொல்லலாம் நாப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல வந்து ஒரு முக்கியமான அவங்க ஒரு லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா கூட இருக்கலாம் அது மனைவி மூலியமா இருக்கலாம் அம்மா மூலியமா கிடைக்கலாம் அந்த வாய்ப்பு அவங்க பெண் மூலியமா கிடைக்கலாம் குழந்தைங்க கிடைக்கலாம் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் கடன் இல்லாத வாழ்ற வாழ்க்கை கண்டிப்பா வாழ்வாங்க ஆனா அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் வலுவா இருந்தது அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கைய அவங்க வாழ்வாங்கன்னு அர்த்தம் கடைசி காலத்துல கடன் பிரச்சனை இல்லப்பா எல்லா கடன் அடைச்சிட்டேன் வரவு மட்டும்தான் நல்லா இருக்கும் இருக்கிறத சம்பாரிச்சுட்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கடன் கிடையாது அப்படின்றவங்களுக்கு அந்த வயசான காலத்துல வரும்போது அவங்களுக்கு அந்த பேர்டன் இருக்காது அதே மாதிரி அவங்க லக்னத்தை நம்ம பார்த்தாகணும் எந்த நட்சத்திரத்துல போய் உக்காந்துருக்கேன் சுக்கர பகவான் அப்படின்றதையும் அனலைஸ் பண்ண முடியும் அப்பதான் ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வருடத்துக்கு உங்களுக்கு அந்த சுக்கரதிசையே வரும் அப்ப அந்த டைம்ல அந்த பீரியட்ல அந்த ஏஜ் அதாவது அந்த நாப்பத்தி ஐந்து மேல வருது அப்படின்னா அந்த ஏஜுக்கு உண்டான விஷயங்கள் தான் நடக்கும் பெண்கள் மூலிமா பொதுவாவே வந்து சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா பெண் சம்பந்தப்பட்ட கிரகம்தான் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை மாலவிய யோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு யோகம் இருக்கு இந்த லக்கணத்துல பிறந்திருக்கு அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை குடுக்குது ராஜயோகத்தை கொடுக்குது விபரீத ராஜயோகத்தை கொடுக்குது மாலவிய யோகத்தை கொடுக்குது அப்படின்னாவே அந்த பெண் பிறக்கும் போதே ஒரு நல்ல குடும்பத்துல ராயலான ஒரு நல்ல கோடீஸ்வர குடும்பத்துலதான் பிறக்கும் இல்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறக்குது அப்படின்னா அந்த பொண்ணு வளர வளர வளர அந்த வீடும் வளரும் வளர்ச்சி அடையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அந்த வீட்டுக்கு கொடுக்கும் அந்த பெண் எங்க போனாலும் சரி அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்லவே முடியுங்க அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா அந்த பெண்ணுக்கு அமையும் அதே மாதிரி சுக்கரன் வந்து இல்லற வாழ்க்கையும் நம்ம குறிக்குது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அந்த சுக்கரன் வந்து எந்த லக்கணத்துக்கு உண்டான விஷயத்தில் இருக்காரு சுக்ரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்காரு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஜாதகத்தை பார்த்தா மட்டும் தான் அனலைஸ் பண்ண முடியும் ஆனால் சொல்றது வந்து இல்லற வாழ்க்கையும் நம்ம குறிக்குது சுக்ரன் பெண்கள் பெண்ணையும் நம்ம குறிக்குது அதே சமயம் ஆடம்பரமான வாழ்க்கை சுக்ரன் இது எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி மட்டுந்தான் மீடியா முக்கியமாக சொல்லப்போனா சுக்கரன் எல்லாம் வலுவாக இருந்ததை மீடியாக்கே வர முடியும் மீடியாவில் வந்து ஒவ்வொருத்தரும் பேசுகிறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆட்சி உச்சத்தில் இருப்பாங்க அப்போதான் ஃபெமிலியர் ஃபேஸ் ஆவாங்க அவங்கலாம் ஃபெமிலியர் இருப்பாங்க நல்லா பிரபலமானவங்களா இருப்பாங்க சுக்கரன் வந்து ஆட்சி உச்சத்துல இருந்து அஹ் லக்கணம் நல்லபடியா இருந்து அது சாரம் வந்து சுக்கரன் நல்ல சாரத்துல உட்காந்து இருந்தாரு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபெமிலியர் ஃபேஸா அதாவது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகமா இருக்கும் நல்ல பேர்புகள் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பொஷன்லதான் வந்து சுக்கரன் நல்லா இருக்கும்போது இது மாதிரி இருக்கும் மீடியாவுக்கு வர்றதுவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருந்தா மட்டும்தான் மீடியாக்கே வர முடியும் அதே மாதிரி அவங்க லக்கணத்தை பார்த்தா மட்டும்தான் அவங்க லக்கணாதிபதியும் எப்படி இருக்காருன்னு நம்ம பார்த்தா நம்ம இன்னொன்று நல்லா கணிக்கலாம் அதனால் கண்டிப்பாக அந்த சுக்கரனை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணுவருன்னு சொல்லலாம் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு ஃபேவரபிளுங்க ரொம்ப சூப்பர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய லக்கணத்தையும் நட்சத்திரத்தையும் நம்ம பார்த்தோம் அடுத்தது மனைவி குறிக்குதுன்னு நான் சொன்னேன் சுக்கர பகவான்னா மனைவி பெண் கிரகம்னால மனைவி பெண் குழந்தைகள் அம்மா அந்த மாதிரி ஒரு விஷயம் ஃப்ரெண்டாக இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்க மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து இந்த சுக்கரதிசையில் நடக்கும் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க அதே மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்களுடைய லக்கணத்துக்கு அது ஃபேவரபுளாக இல்லை சுக்கரன் ஆனால் சுக்கரதசை நடக்குது அப்படின்னா அது வந்து அந்த யோகத்தையே கொடுக்காது சுக்கரதசை இருபது வருடங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது ஏன்னா அவங்களுடைய லக்கணத்துக்கு அந்த சுக்கர பகவான் வேலை செய்யலை மறைஸ்தானாதிபதியே போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அது வேலை செய்ய மாட்டாரு அது இல்லாம எந்த நட்சத்திரத்துல வந்து உக்காந்துருக்காருன்னு பாக்கணும் அதுலயாவது கொஞ்சம் நல்லா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஓரளவுக்கு வேலை செய்யும் இல்ல அந்த நட்சத்திரத்திலயும் குறிப்பிட்ட நட்சத்திரத்துலயும் உக்காருல மறைவுஸ்தானத்துலதான் இருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு யோகத்தை கொடுக்காது மறைவுஸ்தானாதிபதி மறைவிஸ்தானத்துல இருந்தா ராஜ்யோகம் அது உண்மை ஆனா அது எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்கணும்னு நம்ம பாக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா வந்து எல்லாரும் வாட்ச் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து சந்திர திசையை பத்தி நம்ம பார்க்கலாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்